வணக்கம் உங்க ஸ்பிரிச்சுவல் கலைச்செல்வி பேசுறேங்களை அதிபதி உச்சம் பெறாரு புத்தி கூர்மை ரொம்ப அதிகமா இருக்கும் கன்னியா லக்னக்காரங்களுக்கு அறிவாற்றல் அதிகமா இருக்கும் பேச்சாற்றல் ரொம்ப சூப்பரா இருக்கும் பட்டிமன்ற பேச்சாளர் கூட ஆகலாம் இவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது புதன் அந்த வீட்டில் உச்சம் இவங்களுக்கு யாருமே சொல்லி கொடுக்க தேவையில்லை தானாக ஒரு வித்தையை கற்றுக்கிட்டு மேலே வரக்கூடியவங்க தான் இவங்க எப்படி நான் மிதன லக்னத்துக்கு நான் சொன்னேன் ஏன்னா புதன் வீட்டுக்கு உண்டான அதிபதியாக அவருக்கும் புதன் தான் மிதனத்துக்கு தண்ணி வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்ற புதன் எப்படி இருக்கும் உச்சம் பெற்ற புதன் இவங்களும் அதே மாதிரி தான் மென்மையான கேரக்டரு மற்றவங்க கிட்ட பழகும்போது நல்லா பழகுவாங்க ஆனால் பேசுகிற விஷயம் வந்து ரொம்ப கம்மி தான் கன்னியா லக்னக்காரங்க அதிகம் யார்ட்டையும் பேச மாட்டாங்க ரிசர்வ் டைப்பாக தான் இருப்பாங்க கன்னி லக்னமாகட்டும் கன்னி ராசி ஆகட்டும் ரொம்ப மென்மையான கேரக்டர் சூப்பரான கேரக்டர்னு சொல்லலாம் ஆனால் அதிகம் யார்ட்டையும் பேச மாட்டாங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க யார்கிட்ட பேசணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க கிட்ட தான் பேசுவாங்க அவங்க என்ன கேரக்டர் அப்படின்றது இவங்க ஃபர்ஸ்ட்டே முடிவு பண்ணிப்பாங்க அதாவது ஸ்கேன் பண்ணிப்பாங்க கண்ணில் பார்க்கும்போதே ஒருத்தர் இந்த கேரக்டர் தான் அப்படின்றத இவங்க நல்லா ஸ்கேன் பண்ணிப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி தான் இவங்க பேசுவாங்க மோஸ்ட்லி யார்கிட்டையும் அதிகம் பேசவே மாட்டாங்க கன்னியா லக்னக்காரங்க ஆனால் வேலைன்னு வந்துட்டா சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க சின்சியாரிட்டியாக இருப்பாங்க அவங்களோட ஒர்க்கில் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி என்ன ஃபீல்டில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் ஃபீல்டில் இருப்பாங்க ஐசி டபிள்யூ பண்றவங்களை கண்டிப்பா அதில் சான்சஸ் இருக்கு சேர்டு அக்கௌண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி எழுத்தாளராக இருப்பாங்க இசையமைப்பாளர் இசையமைப்பாளராக இருப்பாங்க அதாவது கலைத்துறையிலும் இருப்பாங்க பல்வேறு துறைகள் இருக்கு அதில் கலைத்துறையிலும் இருப்பாங்க பட்டிமன்ற பேச்சாளராக இருப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் புதன் வந்து தன் வீட்டில் உச்சம் பெற்ற புதன் இருக்காரு அப்படின்னாவே இவங்க முடி எடுக்கிறதுல தீர்க்கமான ஒரு முடி எடுப்பாங்க இவங்க டெசிஷன் மேக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட விஷயம் எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஜட்மெண்ட்லாம் ஆனால் என்ன ஒரு சில விஷயங்கள்னா உடனே டக்குன்னு புரிஞ்சிக்க கூடிய கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்காது ஒருத்தட்ட பேசும்போதே கொஞ்சம் தள்ளி நின்றுதான் பேசுவாங்க இவங்க எப்படி என்ன மாதிரி கேரக்டர் உடனே நம்ம பேசி பிரச்சனை ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சி ஒரு பயின்றது அவங்க மனசில் கொஞ்சம் இருக்கும் அப்புறம் பழகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க பேசுவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசுறது இவங்களுக்கு ஒரு வேலையா இருக்கும் அதாவது யூடியூப்ல பேசுறாங்க அப்படின்னா அவங்க யூடியூபராவும் இருந்தாலும் அது கன்னியா லக்னமா கூட இருக்கலாம் மோஸ்ட்லி நிறைய பாத்தீங்கன்னா ஏன்னா அதுல சித்திரையும் வருது இல்லைங்களா சித்திரைனா கலைத்துறை சார்ந்த ஒரு விஷயத்துல இருப்பாங்க ஏன்னா சுக்கரனோட கர்மா அதாவது கன்னியா லக்னம் லக்ன புள்ளி போய் சித்திரையில் உட்கார்ந்து சுக்கரனோட கர்மாவமாகது அப்ப கலைத்துறை சார்ந்து இருப்பாங்க அதாவது நடிக்கிறது ஆகட்டும் டைரக்ஷன் ஆகட்டும் ஸ்கிரீன் பிளே ஆகட்டும் அவங்க கதை எழுதுறதாகட்டும் எல்லாமே வந்து அந்த சினிஃபீல்டுக்கு உண்டான அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த விஷயத்தில் இவங்க கால் பதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி புதன் வந்து அஸ்த நட்சத்திரத்துக்கு உட்கார்ந்த என்ன பலன் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரொஃபஸராக லெக்சராக ஒரு காலேஜுக்கு பிரின்ஸிபலாக இருக்கிறது கூட சான்சஸ் இருக்கு ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கு நிர்வாக ஆற்றல் இருக்கு அதான் சொல்ல ஆல்ரெடி நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பீங்க அப்படின்ட்டு ஆனால் யார்ட்டின் டக்குன்னு நெருங்க மாட்டீங்க யோசிச்சு தான் நீங்க நெருங்குவீங்க ஏன்னா எப்படி கேரக்டர் என்னன்னு நம்ம பார்க்காம நம்ம பழக முடியாது அப்படின்றது உங்க மைண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனா புத்தி கூர்மையை அதிகம் ஒருத்தர் பார்க்கும்போதே ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்பீங்க இருந்தாலும் பழகி பார்த்துதான் நீங்க முடிவெடுப்பீங்க அந்த மாதிரி கேரக்டர் தான் நீங்க கன்னியா லக்னம் புதன் தன் வீட்டுல உச்சம் பெறும்போது நீங்க எடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் கரெக்டா இருக்கும் தீர்க்கமா இருக்கும் ஆனா தான் நான் சொல்றது தான் ரைட்டு கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல பேசுவீங்க நீங்க அந்த ஆர்குமெண்ட் வரும்போது கண்டிப்பாக வந்து அந்த இருக்கும் இதனால் கரெக்டாக தான் பேசுவீங்க நீங்கள் அது மற்றவங்க புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா நீங்கள் கரெக்டதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் மற்றவங்களுக்கு புரிய வைக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும் அந்த இடத்துல ஒரு கருத்து மாற்றங்கள் கொஞ்சம் சலசலப்புகள் ஏற்படும் மற்றவங்க கிட்ட பேசும்போது சொல்கிறேன் ஆணித்தரமாக நீங்கள் வைப்பீங்க ஒரு விஷயத்தை கரெக்டாக சொல்லுவீங்க ஆனால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அது மற்றவங்களுக்கு எல்லாருமே உங்களை மாதிரி ஆயிட முடியுமா கன்னியா லக்னம் மாதிரி சொல்லுங்க வந்து எந்த வித்தையுமே யாருமே சொல்லி தரத்துக்கு ஆள் கிடையாது குருவே இல்ல வித்தையை தானா கத்துக்கிட்டு மேல வந்தவங்கதான் கன்னியா லக்னமும் மிதன லக்னமும் அதே மாதிரி கன்னிராசியும் மிதன ராசியும் அதே மாதிரி பல துறைகளில் கால் பதிக்க கூடியவங்களும் கன்னியா லக்னம் எந்த ஃபீல்டா சரி ஒரு கிளான்ஸ் பாத்துட்டு வந்துடும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு ஆராய்ச்சி பண்ணி உள்ள பூந்து கவனமா நிதானமா பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க அதே மாதிரி பேங்க்ல ஒர்க் பண்றவங்களாவும் இருப்பீங்க பேங்க்ல மேனேஜரா இருக்கலாம் கேஷியரா இருக்கலாம் அடுத்தது ப்ரமோஷன் கிடைச்சி மேனேஜரா வரத்துக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு அடுத்தது இப்ப ஹைடெக்கா போயிட்டு இருக்கு இல்லைங்களா நிறைய பேர் கன்னிராசி மிதனராசிக்காரங்க செயல்பாடு கொண்டு வரதே அந்த மிதனமும் கண்ணியம்தான் இந்த கிரிப்டோ கரன்சினா என்னன்னு யாருக்கும் தெரியாது இந்த சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்டா கொண்டு வர ஏன்னா இப்ப எல்லாமே கரன்சியா மாறப்போகுது இப்போ அது கிரிப்டோவா எப்படி உலக நாடுகள்ல எப்படி பயன்படுத்துறாங்க என்ன மாதிரி சிஸ்டம் போயிட்டு இருக்கு அட்வான்ஸ்ட் சிஸ்டம் என்னென்ன இருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தான் மெயினா தெரியும் சிஸ்டம்லயே ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க வித்த தெரிஞ்சவங்க சொல்லலாம் அந்த புதன் வந்து மறைஞ்சாவோ மூணாறு எட்டு பன்னெண்டுல மறைந்தாவோ மறைந்த புதன் நிறைந்த படம் கண்டிப்பா கொடுப்பாரு ஆனா தப்பான ஒரு விஷயத்துக்கு செயல்பாடு அதாவது வந்து ஹேக் பண்றது சில சிஸ்டம் செல்லாம் ஹாக் பண்ற குரூப்ல போய் மாட்டிக்கிறது அவங்க சவ நாலேஜபிளா இருப்பீங்க இருப்பாங்க ஆனா அந்த செல்ல ஹேக் பண்றது ட்ரேஸ்அப் பண்றது அந்த கொள்ளை அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள போயிடும் அதே மாதிரி கெட்ட பழக்கங்கள் உள்ளாகிறது மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சதுன்னா கண்டிப்பா கெட்ட பழக்கங்கள் இருக்கும் அதே மாதிரி நீச்சம் பெற்ற கிரகமா இருந்தாலும் நல்ல நாலேஜபிள் பர்சனா இருப்பீங்க நீச்சம் ஆயிடுச்ச புதன் அதுக்குன்னு அவங்க புத்திசாலித்தான இல்லைன்னு சொல்ல முடியாது நீச்சமா இருந்தாலும் புத்திசாலியதா இருப்பாங்க அதே மாதிரி துலாம்ல நீங்க புதன் இருந்ததுன்னா என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சாற்றல் நல்லா இருக்கும் தெளிவான ஒரு பேச்சு தீர்க்கமான ஒரு முடிவெடுப்பீங்க விருச்சகத்துல மூன்றாம் இடம் தைரியமான ஒரு முடிவெடுத்து டெசிஷன் கரெக்டா இருக்கும் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் கரெக்டா இருக்கும் அதே மாதிரி மறைந்த மூன்றாம் இடத்துல மறைஞ்சதுனால தப்பான ஒரு சவகாசிப் கொஞ்சம் மாட்டிக்க வேணாம் தப்பான பழக்க வழக்கங்களும் மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க அடுத்தது தனுசு வீட்டுல புதன் வந்தா என்ன பலன் தனுசு வீட்டுல புதன் வந்தார்னா குருவோடைய வீடு ரொம்ப அருமையா இருக்குங்க தாய்க்கு மரியாதை கொடுக்கறது தாய் பாசத்துக்கு ஏங்கறது வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வரும் சுக போக வாழ்க்கையா வாழ்வாங்க சனியும் புதனும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் சனியும் நிறைய விஷயங்கள் சின்ன வயசுல இருந்து ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டிதான் வந்திருக்காரு புதனும் அதே மாதிரிதான் ரெண்டு பேருமே பிரதமர் நண்பர்கள்னால பூர்வீக சொத்து பூர்வீக பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா முடிவுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு பேவரபுளா முடியத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு மகரத்துல புதன் இருந்தா அடுத்து கும்பத்துல புதன் இருந்தா என்ன பலன் அதில் இருந்ததுன்னா ஒரு பிரிப் வந்து ஒரு சரியானபடி இருக்காது கொஞ்சம் பிரச்சனைக்கு உண்டாகி பிரதமர் தப்பு பண்ண போக நீங்க மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கும்பத்துல அதே மாதிரி மீனத்துல புதன் இருந்தா என்ன பலன் நீச்ச பெற்று புதன் கன்னியா லக்னத்துல இருந்து நீச்சம் ஏழாம் கலத்திரஸ்தான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நல்ல போயிட்டு இருக்கும் பிரச்சனைகள் இருக்காது ஆனா ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருக்கும் அது ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி லக்னாதிபதி புதன் அங்க மறைஞ்சிட்டாரோ ஹெல்த் வந்து கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மேஷத்துல புதன் இருந்தா என்ன பலன் மேஷத்துல புதன் இருந்தாருன்னா இடம் வாங்குறது வீடு கட்டுறது அந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு இயல்பா இருக்கு அப்ராடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஏன்னா மறைந்த புதன் தான் நிறைந்த பலன் கொடுப்பாரு நான் சொல்லிட்டேன் ரிஷபத்துல புதன் இருந்தா என்ன பலன் புதன் இருந்தா கலை கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல நீங்க இருப்பீங்க யூடியூப் ஆகட்டும் யூடியூப் நம்ம ஒரு கலைத்துறை கண்டிப்பா அதை சார்ந்து இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்து மிதனத்துக்கு புதன் வந்து ஆட்சி பத்தாம் இடம் ஆட்சி கன்னியா லக்னத்துக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் நான் சொன்ன மாதிரி பேங்க் பேங்க்ல ஒர்க் பண்றவங்களா இருப்பீங்க இருக்கும்போது அது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி கண்டிப்பா கிடைக்கும் அடுத்தது கடகலக்கணத்துல புதன் இருந்ததுன்னா வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு பிரயாணம் கண்டிப்பா வந்து அடுத்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கு நிறுத்த மாட்டீங்க கடல் மாதிரி எல்லைகளே கிடையாது உங்களுக்கு போய்கிட்டே இருப்பீங்க உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க போய்கிட்டே இருப்பீங்க பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதுக்குண்டான நிறைய விஷயங்கள் அனுபவம் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் சிம்ம வீட்டுக்கு புதன் வந்தா என்ன பலர் சிம்ம வீட்டுக்கு புதன் வந்து சிம்மத்திலையும் சூரியன் வந்தா புதாதித்தி யோகம் நல்லா புத்திசாலித்தனமா இருப்பீங்க நல்லா படிப்பீங்க பேச்சாற்றல் நல்லா இருக்கும் பட்டிமன்ற பேச்சாளராக ஆகலாம் அதான் புதன் நல்லா இருந்தாதான் நீங்க அந்த பேச்சு திறமை இயல்பாவே தானாவே வரும் இல்லைன்னா அது சான்ஸ் இல்லை புதன் நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த பேசுறது எல்லாம் பேசுறது மற்றவங்கிட்ட உரையாடுறது இந்த விஷயங்கள்லாம் இயல்பாவே தானாவே வரக்கூடியது வந்து கன்னியா லக்னக்காரங்களுக்கும் மிதன லக்னக்காரங்களுக்கும் இயல்பாவே இருக்கு அதனால இவங்க வாழ்க்கையில எப்படியும் ஜெயிச்சிருவாங்க எந்த விஷயமா அதாவது எந்த விஷயமா இருக்கட்டும் தொடர்ந்து முயற்சி பண்ணி வின் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்றதா இருப்பாங்க கண்ணி ராசி கண்ணி ராசி ஆகட்டும் கண்ணி லக்னமாக லக்னத்துக்கு தான் சொல்றேன் எந்த விஷயமா இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு பின் மாட்டாங்க தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்ச இந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ள எனர்ஜி ஹீலிங் கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்